வந்து எங்கு வீட்டு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காத்ரிமும்ந்திரமும் அதனால நீங்க எண்ணிக்கைக்கு நூத்தி எட்டு எண்ணிக்கைக்கு வந்து ஒன்னு ருத்ராட்சால படிகமா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு காயத்ரி மந்திரத்தை ஆரம்பிக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி காயத்ரி வந்து விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை இப்ப நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் தத் புரட்சாய் வக்கரதுன்றாய் தீமகி தன்னோ தொந்தி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு நீங்க சொல்லணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லி அனுப்பிச்சு வைக்கிறேன் அடுத்தது விநாயகருடைய மூல மந்திரத்தை பாக்கலாங்க விநாயகருடைய மூலமந்திரம் வந்து அதுக்கு அப்புறமா நீங்க சொல்லணும் நூத்தி எட்டு பிரசித்தி பெற்றது மந்திரம் அது இப்ப நான் சொல்ல போறேன் ஓ கணபதியே வரவரதே வசுமான இந்த மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும் இது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மூல மந்திரத்தையும் நான் குடுக்கறேன் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க அடுத்தது எங்க வீட்டு விநாயகரை பாக்க போறீங்க